என்ன பண்ணலாம் என்னால பண்ணவே முடியலடி கடைசியும் போடவே முடியாது அந்த கா폰ல நீங்க பண்ணி எதரா சார்ஜ் பண்ண வந்தது? ஏன் போன்ல போட்டு காமிடா? சார்ஜ் பண்ண பண்ணுவனா? ஒண்ணு மட்டும் நில்ச்சியா? சேர் கொண்டா. நான் ஒன் செல்லே போட்டு காமிக்க. எப்பன்னும் சரியா இருக்கு. கெஞ்சை ஐடா. ஆ, ஆக போகுதுடா. ஆ, ஐட. இப்ப பண்ணு. கொண்டா இங்க சொல்ல. இத பாத்தீடி. சார்ஜர் எடுத்துட்டேன். ஒன் செல்லே சார்ஜ் போட்டுட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இத வரான். பாத்தியா? நான் சார்ஜ் போட்டத எங்க கை நடுங்குஞ்சி? இது கூட பண்ணத் தெரியல. நீ என்ன நான் எனக்கு அக்கா. சீ வெடின சொல்லிடாத. உன்ன சாஜி போட வைக்கணும்னு பிளான் பண்ணமா பிளானம் முடிச்சுட்டா ஐயோ ஐயோ இப்படி ஒரு தம்பியா வெளியில சொல்லிடாதே எனக்கு அதிகம்